எங்களை நேசிக்கின்ற எங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஐயா நாங்கள் பொது தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற செய்தி ரே செய்தி ரே எல்லா மாணவர்களையும் ரட்சிக்க வந்த தெய்வம் தெய்வமே எங்கள் எடப்பாடி பாடிய உடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எடுக்கிறோம் ஐயா எங்கள் மனம் குளிரும்படியாக குளிரும்படியாக கல்லூரி மாணவர்கள் எங்களை தேர்ச்சி பெற வைப்பீர் என விசாசிக்கிறோம் எங்களுக்கு கால் தூசு நாங்கள் படிக்காமலே பழனிசாமி ஐயா போற்றுவார் எங்களுக்கு